السلام عليكم ورحمة الله وبركاته بسم الله الرحمن الرحيم الحمد لله الذي هضانا عن الدين الإسلام وما عبدونا لنهدر لولا عن هدان الله والسلاة والسلام على سيدنا محمد صلى الله عليه وسلم الذي ارسلهم بالحق بشيرا ونذيرا فقاموا الى الله باذنه وشرعتم منيرا والى آله وصحبه اجمعين اما بعد فقد قال الله تعالى في القران العظيم فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ان المسلمين والمسلمات كل المؤمنين والمؤمنات والقاطنين والقاطات الى اخر الايه قال النبينا صلى الله عليه وسلم انك تومل الايمان من رضي بالله ربا وببالاسلام دينا وبمحمد النبي ورسولا او كما قال عليه الصلاه والسلام ان بمكوى ارون بكوى அருள் பெயரினால் ஆர்வம் செய்யுங்கள் குடும்பத்தார்கள் பெருமக்கள் நல்லவர்கள் நம் அனைவர்கள் மீதும் உரைத்தாகுவார் அல்லாவின் மகத்தான பேர் அப்படினால் சுரண்டே வட்டார ஜமாத்து மற்றும் வட்டாரத்தின் அனைத்து மகல்லாக்கள் இணைந்து நடத்தும் மாபெரும் மீனாறு சிறப்புமிக்க இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பேற்று நடத்திக் கொண்டிருக்கின்ற முகமது நெய்னார் தலைவர் ஜனார் எஸ்கே எம் முகமது அவர்கள் புத்தா போல் முன்னிலே வைத்துக் கொண்டிருக்கின்ற இந்த வட்டாரத்தின் அனைத்து பகுதிகளினுடைய தலைவர்கள் இமான் கலீர் வரவேற்பு அமர்ந்திருக்கின்றுடைய செயலாளர் மோன்வி ஜி அமீத் பைசி அவர்கள் அறிமுக முறை ஆட்சி அமர்ந்திருக்கின்ற இவ்வட்டாரத்தினுடைய சங்கக்கூடிய தலைவர் மோன்வி ஆப்பிள் எம் அப்துல் அஹீம் பைசி அவர்கள் வாழ்த்து வழங்கியிருக்கின்ற வட்டாரங்களின் சங்கேமிக்க செயல் வீரர்களான வளமா பெருமக்கள் சிறப்பு விருந்தினர்களால் இங்கே வருகை இருந்திருக்கின்ற அதிபர் எஸ் அமான ஆகியார் அவர்கள் அதிபர் அல்ஹார் எம் ஷக்கீர் இப்ராஹிம் அவர்கள் இந்நிகழ்ச்சியில் இறுதி பேர் முறையாக சிறந்த பேரவை ஆற்றுவதற்காக வருகை தந்திருக்க வழிகாட்டியா அப்துல் காலீன் அவர்கள் நிறைவு செய்ய இருக்கின்றனர் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டிருக்கின்ற சந்தி மிக்க சமுதாய பெருமக்கள் தாய்மார்கள் இளவர்கள் உங்கள் அனைவருக்கும் எனது உலக நன்றியினை சலாமின் வாயிலாக தெரிவித்துக் நேரத்தின் அருமையை சபையினுடைய சங்கக்குரிய ஆணை பெருமக்கள் அவர்கள் இளைஞர்களாக இருக்கிறார்கள் இளம் துடிப்புடன் ஒரு சிறப்பான மீராத நிகழ்ச்சி அவர்கள் ஏற்பாடு செய்து மாநாடு போல் நடத்திக் கொண்டிருப்பதை பார்க்கின்ற போதும் உண்மையிலே அவர்களை நாம் பாராட்டுகின்றோம் இந்த சமுதாயத்திற்காக நமது பகுதியிலே இந்த இளவளை தந்தது மிகப்பெரிய ஒரு வாக்கியம் அது ஒன்றும் இல்லாத சமுதாய பெருமக்களை அமெரிக்காவிலே ஒரு நகரத்திலே ஒரு கிராமம் அந்த கிராமத்திலே ஒரு பள்ளிக்கூடம் அமெரிக்கா நாட்டிலே உள்ள ஒரு பள்ளிக்கூடம் இருக்கிறது குழந்தைகள் எந்தமாக விரும்புகிறீர்கள் என கேட்கின்றார்கள் ஒவ்வொரு குழந்தைகளும் ஒவ்வொரு விதமான பதவி சொல்கிறார்கள் சின்ன சின்ன குழந்தைகள் நாங்கள் மருத்துவராக ஆசிரியராக நீதி துறையிலே இப்படி ஒவ்வொரு துறையை பற்றியும் சொல்லுகிறார்கள் இறுதியிலே இஸ்லாமிய சிறுமி தன்னை முழுமையாக முக்காவிட்டு இருக்கிறார் ஏழு வயசு இருக்கும் அந்த சிறுமி இடத்தை அந்த ஆசையை கேட்கிறார்கள் சிறுமியை நீ எதிர்காலத்தில் என்னமாக விரும்புகிறார் அப்போது அந்த சிறுமி சொன்ன பதில் நான் சகாதித்து பெண்மணிகளால் ஆக சுமார் ஒரு மணி நேரம் ஒதுக்கி அவர்களால் வாழ்க்கையிலே அந்த கவிதா அதற்கு ஆய் சாசத்தார் இப்படி அந்த பெண்மணிகளை போல நான் வாழ வேண்டும் என்ற உணவும் எனக்கு ஏற்பட்டது சொன்னார் பெண்மணிகளை பற்றி ஆய்வு செய்து ஆறு மாதத்திற்கு பின்பு அந்த கிறிஸ்துவை இஸ்லாமிய ஆசிரியாக முக்காளிட்டு அதே பள்ளிக்கூடத்தில் கொண்டு படித்துக் கொடுக்கின்றார் இது ஒரு வரலாற்று செய்தி இங்கே நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் ஒரு சிறுமி தன் தாயார் தனக்கு பெண் வரலாறைக்கு அந்தமணிகளாக விரும்புகிறேன் என்று சொன்னார் தாய்மார்களே பெண் நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் நான் தலைப்புக்கு வருகிறேன் எனக்கு தலைப்பு அருள் அவர்களால் உருவாக்கப்பட்ட பெண்கள் சமுதாயம் பெண்மணிகள் எனக்கு கொடுக்கப்பட்ட நேர அரமன் நேரம் தான் இந்த அரமணி நேரத்தில் எப்படி அந்த தியாகிகளின் மகனா்களை சொல்ல முடியும் என்று தெரியவில்லை இருந்தாலும் நேரத்தில் அடிமையை கருதி சுருக்கமாக சில வார்த்தைக்கு வருகிறேன் அன்புமிக்க தாய்மார்களே கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் இந்த சென்மார்க்கத்தை முதன் ஏற்ற பெருமை பெண்களுக்கு தாங்க இந்த இஸ்லாத்தை முதன் முதலாக ஏற்றவர்கள் கதிசாரதியாக தர ார்கள்ருக்கமாக இருக்கிற சார் அந்த வாக்கையும் அவர்களுக்குத்தான் கிடைத்தது நாம் சிந்திக்க வேண்டும் அதற்கு சல்மான் நபிக்க பொதுவாகப்பட்டாலும் என்றால் கேட்கிறார்கள் சொல்கிறான் அவர்களை போன்ற அவர்களை தூண்டியது என்ன காரணம் செய்த நல்லி திருநவியின் வாயால் அந்த சொல்லப்பட வேண்டும் அப்படி சொல்லப்பட்ட நடிகிறார்கள் <laughs> கட்டுப்பட்டு படிந்து நடக்கின்ற ஆண்களோட பெண்களும் சாமி காத்தி உண்மையாக இருக்கிற உண்மை பேசுகிற ஆண்களும் பெண்களும் வஸாமின வஸாமி மாத்தி பொறுமையான ஒரு ஆண்கள் பெண்களும் வஸாமின வஸாமி மாத்தி ஏரே ஒரு ஐந்து வாள கூடிய ஆண்கள் பெண்களும் கொன்முத் சத்வதீன வல் முத்ஸத்காத்தின் தர்மம் செய்கிற ஆண்கள் பெண்கள் உபரியான தரமங்க வஸாமின வஸாமி மாத்தி உபரியான லோக விரும்பிக்கிற ஆண்கள் பெண்கள் வல் ஹாபிலீன புரூஜஹு வல் ஹாபியாத்தி தங்களின் வட்ட ஸ்தலங்களை பாடு பெண்களும் என்று அற்புதமான பணிந்து நடப்பது பாதுகாப்பது அன்றாங்க அதிகம் அதிகரித்து செய்ய முடியும் இந்த பத்து பண்புகளும் அவர்களால் உருவாக்கப்பட்ட அந்த சமுதாய மக்களிடத்தில் இருந்தது அதை அவர்களை செய்யக்கூடியவர்கள் தங்களது கைமார்களே இந்த 10 தன்னிgetElementById என்றால் அல்லாஹ் நமக்கு தరిగற பதில் பரிசு என்ன தெரியுமா அபத்துல்லாஹு லஹு مغஃபிரத வஅஜர் நதீமா அல்லாஹ்வங்கர்க்கு மன்னிப்போம் மகத்தான கூடி சுன்னத்தில் அல்லாஹ் தயார் பண்ற குதி இருக்கான் இந்த 10 தொழங்கள்ங்களி பேருக்குமா மறுமையிலே அல்லாஹ் மன்னிப்பு கிடைக்கும் சுவனம் கிடைக்கவேன்னு அல்லாஹ் சொல்லி காட்டிகறான் அப்படி அவனால் உருவாக்கப்பட்ட உலகத்தில் பெண்களுடைய ஆடை காலம் இந்து கூட நாகரிகமான காலம் என்று பெண்கள் நிலை என்ன கவனிக்க முன்வரவில்லை பெண்களுடைய தெரியும் நம் சமுதாய தங்களது குடும்ப நிகழ்வுரை போட்டு வைத்து வெட்கப்பட வேண்டிய விஷயம் ஆனால் நமக்கு சட்டங்கள் இருக்கிறது முதன்மை இறங்கிறது உங்களுடைய துணை உங்களுடைய பெண் பிள்ளைகளுக்கும் சொல்லுங்கள் அவர்கள் தங்கள் உடலை முகத்திலே மூடிக்கொள்ள வேண்டும் தன்னை உறுதியாக எ அன்புமிக்க இந்த சத்தம் எரங்க வாழ்க்கையை கடைபிடித்தார்கள் நினைவு சமுதாய உலகத்திலே ஆண்கள் தான் வருவார்கள் கிடையாது சிறப்பு ஆனால் அதே பெற என்ன சிறப்பு பெண்களுக்கு பெண்கள் அல்லவா எவ்வளவு சொல்கிறார்கள் என்று அர்பணிக்கப்பட்ட இவர்களெல்லாம் இஸ்லாத்தி ஏற்றதற்கு பின்னால் ஒரு முஸ்லீம் குடும்பம் ஒரு குடும்பம் அம்மா இந்த மூன்று நபர்கள் கொண்ட ஒரு குடும்பம் ஏழ்மையான குடும்பம் வறுமையிலே உழலுகிற குடும்பம் அடிமை வந்தவர்கள் இவர்களுக்கு அந்த இஸ்லாத்தி கொடுத்த ஒரு குற்ற மக்காசிய நேரத்தில் அவர்களை கொலை செய்துவிட வேண்டும் என்பதற்காக அந்த மூன்று தியாகிகளை அவர்கள் தன் அவர்களை சொன்ன நபிகள் அவர்களை படித்து பேச வேண்டும் இதை செய்தால் உங்கள் உயிர் பாதுகாக்கப்படும் இந்த நிலையில்தான் அம்மா அவர்கள் வேதனை தாங்க முடியாமல் கோபமான சொல்லிவிடுகின்றார்கள் நிராகரிப்பால் வார்த்தை சொல்லிவிடுகின்ற அவர்கள் அவ்வளவு கொடுமைகளையும் வேதனைகளையும் தாங்கிக் கொண்டு இரும்பு மண் மனிதாக எட்டு போன்ற மறை போன்ற உள்ளாக தைரியமாக இருக்கிறார்கள் பெண்கள் இருக்கிறது அவனை களத்திற்கு அற்புதமான சட்டங்கள் சொன்ன ஒப்பிட்டு போல இருக்க சாரபாவுடைய கனவ் ஒரு பிரச்சனை அந்த வார்த்தையை சொல்லிவிட்டார் ஆனால் அவரை தன் பக்கம் நெருங்க ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டார் அன்றைய காலத்திலே இருந்தது எங்களுடைய நிலைதான் சொன்னாங்க இறங்கப்படல இதுதான் அந்த பிற்பனை அந்த அந்த இடத்துல பேசினாங்க நான் வயோதிகரித்து எனக்கு பிள்ளைகள் இருக்கிறார்கள் எனக்கு உழைக்கக்கூடிய சக்தி இல்லை என கணவர் இந்த வார்த்தை சொல்லிவிட்டார் என்ன ஆயிரம் என்றே உங்க இடத்தில விவாதித்து பெண்ணுடைய சத்தத்தை அல்லா கேட்டுவிட்டார் அந்த அந்த கிறிஸ்துவே இஸ்லாம சட்டங்கள் சட்டங்கள் எல்லாமே இருக்கு இதை பார்த்துதான் அவங்க எல்லாம் முறையை கொண்டு வந்திருக்கிறாங்க ஆனால் நமக்கு அற்புதமான சட்டங்கள் தான் அதை தவறாக நம் சமூகத்தில் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார் பெண்கள் ஆண்கள் பொறுமையின்மை புரிதலையின்மை குடும்ப உறவு சின்ன பிள்ளைகள் சின்னத்திலே பிள்ளைகள் இவர்களுக்கு தந்தையார் தாயார் பெண்கள் வாழ்க்கை எப்படி வாழ்ந்தார்கள் அதே போல பற்றி சொல்லி காட்டுகிறார் இப்படி இஸ்லாமிய வரலாறு பல ஆயத்துக்கள் பெண்மணிகளின் உடைய தியாகத்தை நினைவு கூட்டுவதாக அவர்களின் நல்ல உணர்த்துடைய சமுதாய பெருமக்களை பத்து தன்மைகள் அந்த சகாபிய ஆண்களிடத்திலும் இருந்தது பெண்மொழிகளிடத்திலும் இருந்தது சாதாரண தன்மை அல்ல பத்து தன்மைகள் என்றால் ஐந்து கடமை கொள்கைகளை நாம் பணிந்து நடப்பது கட்டுப்பட்டு நடப்பது நான்காவது உண்மையா இருப்பது உண்மையே உண்மையாக இருப்பது உண்மையே அடுத்து இஸ்லாமிய நாம் நிறைமற்றோ எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் வந்தாலும் நம்முடைய சுகங்களை அனுபவித்து பொறுமையாக நடந்து கொள்வது வந்தாலும் சரிதான் எவ்வளவு பெரிய சிரமங்கள் வந்தாலும் சரிதான் அவர்கள் பொறுமையைத்தான் மேற்கொண்டார்கள் அவர்கள் நவீனத்தில் வந்து நினை <lafans> அரசின் நான் பொறுமையாக இருந்திருக்க வேண்டும் என்று சொன்னால் அடுத்து ஒரு வார்த்தை சொன்னால் யார் சூழந்தா பெருக்களிலே வருகின்ற போதும் என்னை முழுமையாக ஊடிக்கொண்டு வருகிற போதும் திடீர் எனக்கு நான் தெருக்கையிலே என்னை மர இஸ்லாமிய பெண்மணிகள் கொஞ்சம் தரைமுடி தெரிந்த வீட்டுகள் என்ன ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னால் நெறி இல்லாத நாகரிகம் இல்லாத இருள் மயமான பாவங்களிலே மூழ்கி அந்த மக்களை அந்த பாவ இருளில் அகற்றி அந்த மக்களை எல்லாம் சிங்களை அற்புதமான ஒரு சமுதாயத்தை உருவாக்கி தந்திருக்கிறார்கள் அவர்களுடைய மேலான நடைமுறை நாம் பின்பற்ற வேண்டும் என்ற பத்து பண்புகளை அல்ல சொன்ன பெண்களின் சிறப்பு பெண்களின் பெண்ணாக வாழ வேண்டும் என்ற உணர்வும் ஏற்படுமானால் எப்படி அந்த கிறிஸ்துவ பேரில் நம்முடைய வாழ்க்கை முஸ்லீம் என்றால் யார் முஸ்லிமான் பெண்கள் எப்படி இருக்க வேண்டும் என்ற அடிப்படையை வாழ்த்து விட்டால் நம்மை சுத்தி இருக்கிற மக்கள் நம் வாழ்க்கை மூலம் ஒளி பெறுவார்கள் நன்மையை அவர்களிடத்தில் இருந்ததனால் சிறப்பை பெற்றார்கள் மற்ற மக்கள் எல்லாம் தங்களது ஆட்சிகளை தங்களுடைய அதிகாரங்களை அவருடைய காலையை ஒப்படைத்தார்கள் ஏழு வானத்துக்கு மேலே தெரித்துக்குழு இந்த வட்டார தம்பிமான இடம்பெற்ற ஆண் பெருமக்கள் உங்களுடைய சேவைகள் வளர உங்களுடைய இனம் சேவைகள் இன்னும் சமூகத்தில் அறிஞர் பெருமக்களின் ஆன்மீக